கதை தமிழ்தான் என் எலும்பு தமிழ்தான் என் உயிர் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக நிக்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் மூச்சு தணற மாலஞ்சு கலஞ்ச தாய் செய்து தயவு செய்து கொஞ்சம் கலஞ்சு விடுங்க விடுங்கப்பா விடுங்க பேசுறது போங்கப்பா ியை மத்திய அரச அலுவலகங்களில் திட்டமிட்டவர்கள் திணித்து இந்தியை ஒற்றை மொழி ஒற்றை மொழி கட்டாய இந்தியை திணிக்கிறார்கள் இங்கே கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த மாதிரி பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் தமிழ் மொழி படிக்க வாய்ப்பே கிடையாது நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது ஆனால் என் நிலத்தில் என் தாய்மொழியை படிக்கவே வாய்ப்பில்லை மத்திய அரசு நிதி கொடுக்குது மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கு நான் இரண்டாவது இடத்தில் இருக்கேன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிறது தமிழ் படிக்க முடியாதுன்னா இந்த நிலமும் அதிகாரம் வரும்போது நீ நிலமே வச்சிருவியா துண்டிதா மின்சாரத்தை அவரவர் தாய்மொழி அவரவருக்கு இந்திய நீ கொண்டாடு உன் நிலத்தில் கொண்டாடு இந்தி பேசுற மாநிலத்தில் வச்சு கொண்டாடு படி வேணான்னு சொன்ன செருப்பாலும் அடி ஆனால் என் நிலத்துல நீ வந்து இந்த சேட்டை வச்சுக்க கூடாது ி படிச்சா வடநாட்டுல வேலை கிடைக்கும் அப்பயே ரெண்டு கோடி பேர் வந்து உழைப்பை விட்டு வேலையை விட்டு வெளியேறி தேவை அப்படி இருக்கும் போது நிரப்பிடுவான் தமிழ் இளம் தலைமுனரல ரோடுவர்கள் அவனுக்கு வேலை கொடுப்பதோடு குடும்ப அட்டை கொடுப்பதோடு வாக்காளர் உரிமையற்ற வாக்குரிமை அட்டை ரெண்டு கோடி பேர் வாக்குரிமை எடுத்துட்டான் இந்த நிலத்தின் அரசியலை அதிகாரத்தை அவன் தான் தீர்மானிப்பான் அதிகார அடிமை மக்களாக்கப்படுவோம் சொந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவோம் ஈழத்தில் இந்த நிலை நிகழ்ந்த போது நாம் இந்த இடத்தில் ஏதிலாக வந்து நிக்கவாவது இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போவாய் எண்ணிப்பாரு அதனால கவனத்தை எடுத்துக்கணும் தமிழ்நாடு அரசு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அடுத்த போராட்டம் எனக்கு அதுதான் வாக்குரிமை வேணாம் அவன் ஊர்ல போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் தேர்தலில் அப்போ அதே மாதிரி என் மக்கள் என் மக்களுக்கு நீ கொடுக்க கூடாது நினைச்சா கொடுக்க வேணாம் இங்கே வர்ற தமிழனுக்கு நீ வாக்குரிமை கூட அவங்க ஓட்டு போட்டு போட்டோம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் இழத்து பாகங்கள் பாடி வைத்தது நமக்கு அதுதான் நிலமற்ற இனமும் நிர்வாக உடலும் உலகில் அவமானகரமானது மேதக பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் இந்திய திணிச்சா தமிழ் இறந்து போயிருமா தமிழ் அழிஞ்சு போயிருமா அழிந்து போகும் சமஸ்கிருத திணிப்பில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறுல கர்நாடக ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு மொழி இல்ல தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தா வணக்கம் நமஸ்காரம் என்று பேசினா பிரிஞ்சிட்டான் சோர சாதம் முடிஞ்சு பதினைந்தாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது நம் சேர பாட்டன் நிலமது இன்னைக்கு எப்படி கன்னடமும் கழிதெழுந்தும் கமிண் மலையாளமும் துலுவும் உதரத்தில் பிறந்தது வேங்குது தமிழ் பாட்டு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி பிறந்த பிறந்த குழந்தைகள் தான் எவ்வளவு பெரிய இனக்கூட்டமாக தமிழன் இருந்திருக்கான் மொழி கலப்பில் சிதைந்து அழிந்துட்டான் இன்னைக்கு நமக்கு வந்து ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி ஒரு தமிங்கலம் என்கிற ஒரு மொழியை நம்ம உருவாக்கி விட்டோம் எது தமிழ் எது ஆங்கிலம்னு தெரியல தொண்ணூறு ஆங்கில கலப்பு அது எவ்வளவு பெரிய பேராபத்து அதை போல இந்தி வந்தால் நம் தாய்மொழி அழிந்து விடும் மொழி அழிந்தால் பண்பாடு அழிந்து விடும் பண்பாடு அழிந்து இனம் அழிந்து விடும் இனம் அழிந்து போனால் நாடு அழிந்து விடும் அவ்வளவுதான் சீம பஸ்ஸு வந்துச்சு ஜெர்சி பஸ்ஸு நம்முடைய நாட்டு மாட்டின்னு அணியலையா கோதுமை வந்தது நம்முடைய சிறுதானியம் சோளம் கம்பு வரகு சாமை தீனை எல்லாம் அணியிலையா இப்போத்தான் மறுபடியும் அதை மீட் துருவாக்கம் நம்ம வந்து பேச்சு பேச்சு பேசி சிறுதானியம் சிறுதானியம் சிறுதானிய உணவு சிறுதானிய உணவு என்று இப்போ நம்ம மறுபடி பேசுகிறோம் அழிஞ்சது கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படி ஒரு தேசினத்தின் மொழி மீது ஒற்றை மொழியை திணித்து அதை சிதைத்து அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய கொடுமை அதை அதை எப்படி சைத்துக்கிறது எப்படி பொறுத்துக்கிறது அதனால கட்டாய இந்தியை இந்திய ஒன்றிய அரசை ஆளுகர ஆட்சியாளர்கள் மறந்துடணும் கைவிட்டனும் அது மிகப்பெரிய மொழிப்பொரை நாங்கள் இந்த நிலத்தில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உருவாகும் அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு இந்த ஓரத்தில் ஒதுக்கி விட்டு இப்படி சந்துக்களை கூட்டம் போடுவதா ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா இப்படிதான் கொடுத்திருக்கீங்களா கட்டாயி திப்பை எதிர்த்து போராடல உளமாற போராடுகிறோம் தாயின் பிள்ளைகள் நாம் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த என்னும் இந்த தேகம் இருந்தொன்று லாபம் உண்டோ என்று நமது புரட்சி பாவல் விடுத்த அறைகுகளுக்கெப்ப அன்னை தமிழ் பிள்ளைகள் நீங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களை நினைத்து உங்கள் உடன் என்கிற முறையில் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் நம்முடைய தலைவர் அவர்கள் இறுதிக்கட்ட ஈழப்போரில் நாம் பற்ற வைத்து விட்டோம் அதை இனி எவராலும் அணைக்க முடியாது பச்சு எரியும் என்ற அதுபோல தன்னை தமிழ் காக்கிற மொழிக்கான போர் புரட்சி ஒருபோதும் ஓயாது அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழியில் கல்வி மொழி ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளைக்காரர்கள் நம்ம ஆண்டதால் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா ஆகிவிட்டது இந்தியாவிற்குள் இந்தியை தொடர் மொழியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் இந்தியாவிட்டு வெளியில் போனால் எந்த மொழியை தொடர் மொழியாக வைத்துக் கொள்வது மொழி என்றால் தாய்மொழி என்னானது என் தாய்மொழி இந்தியாவில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து விவாதம் நடக்கிற போது என்னுடைய தாத்தா காகிதம் இல்லாதவர்கள் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி பழமையான மொழி இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாய்மொழி தமிழ்தான் இருக்க வேண்டும் வரலாற்று ஆய்வாளனும் மறுக்க என்று பேச அப்ப நேரு வந்து நம்ம தாத்தா வந்து இஸ்லாமியர் என்ன சாஹிபு நீங்க உறுத கேட்பீங்கன்னு பார்த்து தமிழ கேட்கறீங்களேன்னு நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாயகரும் எங்க புரட்சி பாவலன் அப்படி செந்தனல் உருவாயிருச்சு மக்களுக்கென்று படை ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எது மா என் மக்களுக்கென்று ஒரு படை உருவாகி அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை படை தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் அவர் தம்பி தனி ஒரு மனிதனுக்கு உணவில என்றால் ஜகத்தினை அளிப்போம் எத்தனை ஜகத்து அளிக்கிறது இருபத்தெட்டு கோடி பேர் இரவு இல்லாம தூங்க போறான் அந்த நாட்டில் இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே சிம்பு பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி எழு நம்பினை பகலினை நள்ளிருள் என்று கை விரித்து வந்த கைவர் நம்மிடை போய் விரித்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்க நண்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றி எழுங்கிறான் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியேன்றும் மறவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான் அப்படி எழுந்த கூட்டம் தான் இந்த இனமான தமிழ் பிள்ளைகளின் கூட்டம் நறுக்குவோம் பகையின் வே சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்றும் முரசரைவாய் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசத்தின் குகைக்குள் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போ தொடங்கிட்டு கொட்டடாமுரசு இந்த மொழியை பேசி பேசித்தான் மொழி போரை பயன்படுத்தித்தான் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள் எவர்கள் இந்தியை எதிர்த்தார்கள் உடன்பாடு கூட்டணி எல்லா இடத்திலும் இந்தி எல்லா இடத்திலும் இந்திய இந்த இந்திய எதிர்ப்பு பேரணி எல்லாம் கிடையாது இந்திய அழிப்பு பேரணி அழிப்பு போர் அழிச்சு ரொம்ப அதிகபட்சம் ஜெயில் தானே கட்டப்பட்டத நமக்கு நம்ம பாட்டம் எல்லாரும் எல்லாருந்து புதுசு ஒண்ணும் கிடையாது நமக்கு பாட்ட சேதுபதி மன்னனை வந்து வெள்ளக்காரன் சிறைப்படுத்திட்டான் தளரலை கெஞ்சிட்டான் வெறும் ஒரு ஒரு அது ஒரு காலம் வரும் என்ன தெரிய மத்திய அரசின் நிறுவனத்தை போட்டு போட்டு கூட்டிட்டு போயிட்டார் அது நடக்கும் தம்பி கட்டாயம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வது அவரவர் தாய்மொழி அவர் ஒரு கலை இலக்கிய பண்பாடு அதுதான் எதுக்காக இந்தியை கட்டாயம் பிடிக்கணும் தேவைன்னா படிச்சுக்கிட்டு போறேன் எங்க ஊரில் இருக்க பல பேர் எங்கள் கிராம பகுதியில் எல்லாரும் ராணுவத்தில் தான் இருக்கிறாங்க நாங்கள் இந்தி படிச்சுட்டு வந்து அங்கே வந்து படிச்சுக்கிட்டோமா இந்த நல்லா பேசுவாங்க இந்தி இப்படி தேவைடுது கத்துக்குறான் தேவைப்படுது கடைசா தமிழ்நாட்டில் வன வன பூங்கா இருக்குல்ல அங்கிருந்து ஒரு புலியை வட இந்தியா கொண்டு போயிட்டாங்க அதுக்கு ஹிந்தி தெரியல ஏன்னா அது புலி அது தமிழ் அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி என் வீட்டில் ஒரு கிளி இருக்குது அது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தது என் தம்பி வெற்றி எனக்கு பரிசாக கொடுத்தா சைதை தொலைச்சாமி அப்பயின் அது இல்லாரையும் விட நல்லா பேசும் எங்கள் ஊரில் தான் பேசும் வணக்கம் வாங்க வணக்கம் வாக்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஆ தமிழ் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க காளிமுத்து வாழ்க மாவீரா எங்கள் காணும் மாவீரா ஒரு வந்து பாருங்க எங்கள் வீட்டில் எப்படி பேசுகிறது பாருங்க கீழே தமிழ் பேசுது இவன் தான் பூலி பூலிக்கு தமிழ் புரியுது இவ்வளோ ஹிந்தி படி இந்தி படின்னு போடா அங்கிட்டு போடா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா இல்லை ஹிந்தி வேண்டாம் போடா ி தெரியாத தெரிஞ்சா சரியா எனக்கு வேண்டாம் பாப்பா எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் சொல்றாங்க அவனுக்கு மறைக்கிறீங்களா தான் கத்துறான் உக்காரு வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்பதற்கும் நீங்க சம்பந்தப்படுத்திக்கிற கூடாது குழப்பிக்கிற கூடாது அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் அவரோடு பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்கிறார் தமிழ்ல இல்லாத ஒன்றா அப்பா நம்மால் வர சொற உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் கூட்டமாட் கொடுத்து ஒரு மொழி அறிவல்ல அது லாங்குவேஜ் நல்லா புரிஞ்சுக்கணும் போட்டு குழப்பிக்கிட்டு ஆங்கிலம் படிக்கிறது கேக்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது விளக்கம் தேவைியாவுக்கு ஒரு தொடர்பு மொழியா வந்து இந்தியை அலுவல் மொழியா வச்சுக்கணுமா சின்ன சின்ன நாடுகள் ஏழு மொழி எட்டு மொழி ஆட்சி மொழியா வச்சிருக்கு என்ன என்ன விட்டு போயிருது ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு சொல்றேன் பல மொழி என்றால் இந்த நிலப்பரப்பு ஒன்றாக இருக்கும் ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இது உறுதியாக நடக்கும் சான்று சான்று இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் மார்க்கம் பாகிஸ்தான் இருந்து பிரிஞ்சதற்கு காரணம் மொழி நீ உருது வங்காளி என்று பிரிஞ்சிட்ட இதுதான் நடக்கும் பாத்துக்க இப்ப பிரிவினையை தூன்றது ஒருமைப்பாட்டை சிதைக்கிறது யார் நீந்தாங்க அது இந்தி தீவிரவாதம் இல்ல சமஸ்கிருதம் படி என்று சொல்வது சமஸ்கிருத சாவனிசம் இல்ல தமிழ் படிங்கிறது தமிழ் பாசிசம் தமிழ் இனவெறிய தூண்றாரு சரங்கு சொரியா எனக்கு ஒரு காணி போட்டு வேலை பார்க்கிறான் நடந்து போகும் போது அதை விட இன்னும் தாய்க்கும் தமிழ் தகப்படக்கும் பிறந்திருக்கிறத சொல்லு நிரூபிக்கன் என்று சொல்கிறானோ அவன் இன்னொரு இனத்தையும் பெரிய நாங்க கேட்கறது என் இனத்தின் இறையாண்மையை கேட்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஏ இதை விட சத்தமா எப்படா பேசுறது தமிழர்கள் இனப்பற்றுக் கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் என்கிற இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று சொல்ற நமக்கு தான் சொல்ற நமக்காக தான் சொல்ற நம்முடைய இன உணர்வு என்பது எந்த இனத்திற்கும் எந்த இனத்தையும் பகைக்கு நம் இனத்தின் பகையை வெல்ல என்பதை நீங்க நல்லா உருவாங்க உலகத்தில் எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லா மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் அதை போல எம் மொழியும் நாங்கள் நேசிக்கிறோம் முன்னதை நீங்கள் மானுட நேயம் என்கிறீர்கள் பின்னதை இனவெறி என்கிறீர்கள் இது எப்படி ஏற்பது என்பதால் எங்களுடைய கேள்வி என் தாய்மொழி சிதைந்து அழிவதை பார்த்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது இல்லை உயிரை கொடுத்தேனும் எங்கள் மொழியை பாதுகாப்போம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்டுவாக்கம் செய்வோம் ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் வருவதற்கு முன்பு தொலைக்காட்சியை லைவ் என்று போட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது நேரலை என்கிறார்கள் பிரச்சாரம் என்றார்கள் இப்போது பரப்புரை என்கிறார்கள் மனச்சான் மனச்சாட்சி நாங்கள் மனச்சான்று நாங்கள் இப்போ எங்கள் பிள்ளைகள் சோறு என்று துரிவோடு கேட்கிறார்கள் தூய தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார்கள் எங்கள் ஐயா தமிழ் தேசிய அரசியலாசான் மணியரசன் அவர்களோடு வருத்தப்பட்டார்கள் நம் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது இப்போது எங்கள் பிள்ளைகள் தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொள்கிறார்கள் ஏற்கனவே சமஸ்கிருத பெயராண்டால் மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு பெரிய மாறுதலை தமிழ் இளம் தலைமுறையினர் நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இந்த இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதால் எழுதப்படும் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் நாம் நம் இனத்திற்கான வரலாற்றை எழுத வேண்டிய காலம் வந்துவிட்டது நம் தலைவர் தான் சொல்வார் வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேராக இருக்காதுனுச்சு அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வரலாற்றை படைச்சிட்டு எழுதாமட்டு போயிட்டான் கண்ட கண்டவெல்லாம் எழுதி கிடக்கிறான் ஏன் வரலாறு எவனோ சொல்கிறான் யார் யாரோ எழுதியிருக்கிறான் அதனால அலுவல் மொழியாக இங்கிலீஷ் இருக்குது அதுவே இருக்கட்டும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எங்கள் நிலத்தில் தமிழ்தான் அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கணும் தொடர்பு மொழியாக இங்கிலீஷ் இருக்கலாம் எங்க ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது போல கொள்கை மொழி எங்களுக்கு தமிழ் தான் இருமொழி கொன்மை என்பது ஏமாற்று மும்மொழி கொன்மை மோசடி என்று ஐயா மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதே நம்ம ஏற்கனவே ஆங்கிலம் ஒரு பொது தொடர்பு மொழி ஆயிட்டதுனால ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆங்கிலம் எங்கேயும் ஒரு வார்த்தை நிலையத்தில் அந்த அளவுக்கு இருப்பான் காலடியில் இருக்குது ஒரு எழுத்து ஆங்கிலம் கலந்துருக்காது எழுதிருக்கணியா வந்தமே திரும்பி பாத்திர கடையில் விளம்பர பழகையில் ஒரு இடத்துல தமிழ் எழுதுன்னு கவனத்தில் எல்லா பழகையும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் மின்சாரம் துண்டிச்சு விட்டுருவேன் நோ வாட்டர் சப்ளை நோ எலக்ட்ரிசிட்டி அது பூட்டு சீல் வை போடா போடா அமெரிக்கா வரும்போது இங்கிலீஷ் படிச்சுட்டு வரல வேலைக்கு நான் பிரிட்டனுக்கு வரும்போது இங்கிலீஷ் படிச்சுட்டு வரலத்துக்கு வரும்போது தமிழ் படிச்சுட்டு வாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைங்கிறாங்க தமிழ் இளைஞர்களுக்கு வேலை இருக்கணும் தமிழ்நாட்டு குடியிருக்கிற விழுக்காடு மிக கவனமா இருக்கணும் பொறுப்புணர்வும் கடமை உணர்வோடு நாம் களப்பணியாற்றுகணும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நாம் இப்போதே முன்னேறி கொண்டிருக்கிறோம் அதில் என் அன்பு உடன்பிறந்தார்கள் அருமை தம்பி தங்கிகள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் பேரழிச்சியாக வந்து இந்த பேரணியை நீங்கள் வெற்றி பேரணியாக மாற்றி காட்டிவிட்டீர்கள் அதற்கு நன்றியும் வணக்கமும் நீங்கள் பத்திரமாக சென்று ஊர் போய் சேர்ந்து எனக்கு செய்தி அனுப்புங்க மிகுந்த கவனமும் பொறுப்புமாக போங்க தூக்கம் வந்தால் உரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு தூங்கிட்டு அப்புறம் கூட போங்க அது ரொம்ப முக்கியம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகவும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கடந்த பதிமூணு வருடங்களாக தமிழ் தேசிய அரசியல் தளத்தை இன அரசியலுக்காக வடிவமைத்து தமிழ் இனத்தின் பெருமை மிகு அரசியலை முன்னெடுக்கும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக ஐயா மணியரசன் அவர்கள் வீர வாழ்ணை வழங்குவார் பதினைந்து வயதில் தொடங்கிய அரசியல் பெரும்பயணத்தால் அறுபது வருடத்தை கடந்து இப்பொழுது அரசியல் தளத்தில் செய்த அர்ப்பணிப்புடைய உழைப்பையும் தியாகத்தையும் பாராட்டும் வகையில் நாம் தமிழர் கட்சி இந்த வேலையும் தமிழ் இனம் என்பதற்காகவே படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலைக்கான நூலை ஐயா அவர்களுக்கு அண்டன் பிறந்தநாள் பரிசாக அளிப்பார் எளிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐயாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறது எளிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நடந்த மொழி போராட்டத்தை விளக்கும் விதமாக நாம் காணொலி வெளியிடுவதாக இருந்தோம் மழையின் காரணமாக அனுமதி மதிப்பின் காரணமாக நம்மால் வெளியிட முடியவில்லை அதனால் இந்த மேடையில் மொழி போர் மரபர்களுடைய படம் நம்ம வெளியிட இருக்கிறார்கள் வெளியீடு இது முரளி வந்திருந்த உறவுகள் இந்த இடம் ரொம்ப குறுகலான இடம் மழை இருக்கிறது நமக்கு வழங்கப்பட்டபடிதான் செல்லும்போது ரொம்ப பாதுகாப்பாக போய் சென்றவுடன் அனைவரும் நீங்கள் அளித்த குறுந்தகளை உங்கள் குழுவில் போடுங்கள் அண்ணன் அப்போதுதான் மகிழ்ச்சி அடைவார் இந்த கூட்டம் வெற்றியடைவது நீங்கள் பாதுகாப்பாக ஊருக்கு சென்று சேருவதான் என்பதை கேட்டு போது வண்டி போய்ட்டு வண்டி ரெடியாச்சும் நான் அம்மாம் அம்மாம் அம்மாம்